அது எப்படி இந்த லைஃப் இஸ் வெரி ஷார்ட் அதனால எல்லார்த்தையும் அன்பா இருக்கும் பாசமா இருப்போம் பொறுத்துட்டு போவோம் அந்த நெஸ் எல்லாம் இங்க கிடையவே கிடையாது நமக்கு எப்பவுமே கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் நீ எதை குடுக்குறியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் குடிச்சா பழகு குடிங்க தான் வேலைங்க